நீங்க புது பண்ணி ஆல் தட்டிவிட்டு அப்படித்தான் போடுற ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் ஆக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல கேன்மா ஸ்ட்ராப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கேன்மா ஸ்ட்ராப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூ அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அஸ்பெக்ட் ரேஷியோவில் ஒம்பது இருக்கும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் நெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம இதில் ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணுங்க ஓகேங்களா இமேஜ் நீங்கள் ஆட் பண்ண பிறகு மேலே பாருங்கள் இண்டாப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ மேலே ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எந்தளவுக்கு எடிட் பண்ண போறீங்களோ அந்தளவுக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே பாருங்கள் ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு அந்த ஃபோட்டோ மேலே ஒரு தூர கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வலியில் பார்த்தீங்கன்னா விக்னெட் அப்படின் இருக்கும் அதை நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் டெப்லெட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த டெம்லெட் நீங்கள் எடுத்துக்கோங்க டெம்ப்ளெட் எடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் வளசியல் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்பிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல டிகாப்ஷன் கொடுக்குங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அந்த டெம்ப்ளேட் ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு அப்படியே வர சரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் க்ரோமா கீன் அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அதை எனேபிள் ஆன் பண்ணி வச்சுக்கிங்க ஆன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீ கலர் இருக்கும் அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதில் ப்ளூ கலர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த மறுபடியும் நீங்கள் க்ரோமா கீ பக்கத்தில் டிக் ஆப்ஷன் அதை கொடுத்துங்க கொடுத்த பிறகு அந்த டெம்ப்ளேட்ல வந்து மியூசிக் ஆட் ஆகிருக்கும் அதனால் ஒன் ஓர் மறுபடியும் நீங்கள் அதில் ஒருத்தர கிளிக்ரோல் மட்டும் உங்களுக்கு இருக்கும் அம்புக்குரிய இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு பேக் கொடுத்துக்குங்க பேக் கொடுத்த பிறகு இதில் இந்த ரெண்டையும் நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுக்குங்க ஓகேங்களா டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் இதில் ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க அதிலயே உங்களுக்கு பிடிச்சவங்க இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க அதுக்கு மீடியாவில் போயிட்டு மறுபடியும் ஒரு இமேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே நீங்கள் இமேஜ் எடுத்த பிறகு மேலே இன் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுக்குங்க கொடுத்துக்கிட்டு நீங்கள் மறுபடியும் அந்த ஃபோட்டோமில் ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எந்தளவுக்கு எடிட் பண்ணிங்களோ அந்தளவுக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்டுட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு வீடியோபே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதை மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் வளர்ச்சி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் பாருங்கள் விக்னெட் இருக்கும் அதை எனேபிள் பண்ணி விட்டுக்குங்க எனேபிள் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்தால அதை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது வந்து கெயின் அப்படிங்கிற நேம்ல சேவாயிருக்கும் அது நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க ஓகேங்களா டிகாப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் குரோமாக்கே பக்கத்தில் ஒரு டிகாப்ஷன் அதனையும் கொடுத்துங்க கொடுத்த பிறகு ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குதுங்க இப்போ வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் ஒரு லைட் டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு எடுத்துக்குங்க ஓகே அதை எடுத்த பிறகு நீங்கள் இதெல்லாம் ரொட்டேட் பண்ணி விடுங்க ரொட்டேட் பண்ணி விட்டுவிட்டு ஓகேங்களா நீங்கள் மறுபடியும் நீங்கள் வலைசு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரீன் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துட்டு டிகாப்ஷன் கொடுத்துங்க கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதை டெம்லெட் மாதிரி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வளசு அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு டிக்காப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம இதில் ஒரு ஃப்ரேம்னு ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்க எடுத்துக்கிங்க ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு வளசியில் பண்ணிட்டு இருக்கும் செலக்ட் பண்ணிட்டு அதில் க்ரீன் கலர் கொடுத்துக்கிட்டு ஆப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஸ் கொடுத்த பிறகு மறுபடியும் அதை கொடுத்துட்டு மறுபடியும் வீடியோ என்னத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு இப்போ நம்ம பைனலாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல லிரிக்ஸ் வீடியோ ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அந்த lyrics எடுத்துக்கங்க ஓகேங்களா லிரிக்ஸ் எடுத்த பிறகு நீங்கள் மறுபடியும் நீங்கள் வளர்ச்சி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஸன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதை மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிக்கிங்க கீழே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுங்க வைச்ச பிறகு மேலே பாருங்கள் டிக் ஆப்ஸுனுக்கும் அது நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் பார்த்த சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் மேலே பாருங்கள் அம்புக்குரி மாதிரி இருக்கு அதை டவுன்லோட் ஆப்ஷன் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி வேணுமோ அந்த கிளாரிட்டி இதில் செட் பண்ணிட்டு சேவர் சொல்லுங்க அது கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து நெக்ஸ்ட் யூடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்